வணக்கம் வியா வர்ணா ஃப்ரம் சிறுமுக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்துங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சிங்கிள் கலரில் இருக்கக்கூடிய டர்னிங் போர்டர் சாரீஸ் தாங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கம்மிங் வித் சில்க் மார்க் சர்ட்டிஃபை ஒர்க் அண்ட் வெஃப்ட் ரெண்டு போர்ஷன்லையுமே பியூர் சில்க் வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சாரீ கூடும் கண்டிப்பாக சில்க் மார்க்கில் அட்டாச் பண்ணி தருங்க நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இமீடியட்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பர்ச்சேஸ் பண்ணுறதுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க எயிட் ஒன் ஃபைவ் சாரீ கூடுங்க ஃபஸ்ட்டு Full full and full golden tested zari work Dark blue shade फुल अड्ड सरी वर्क डूडीस यूस पड़ी सारी टेस्ट सरी सारी एट विक्स सारी को वैलटी कलर बाडी आफ दि सारी color, violet color, plain blouse वैलट ब्लॉँ 816 सिक्स सारे को இந்த சாரீஸினுடைய லெந்த் பார்த்துட்டிங்கனா சிக்ஸ் 6.2 டூ மீட்டர்ஸ் இருக்கும் இன்க்ளூடிங் ப்ளவுஸுங்கு விதவுட் தி சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எப்போது வரும் வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸ்னுடைய பிரைஸ் செக்மெண்ட் செவன் தௌசண்ட் ருபீஸ் ஒன்றும் இல்லைங்க ஏழாயிரூவாய் மட்டுமே ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ வருது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் சாரீ பே பண்ணுங்க எயிட் ஒன் செவன் pink color full full and full golden pre-payment modes nah, pay, phone pay, pay pay maali, nah, paani, pay pay google option international shipment here, king, based on the country एक्स्ट्रा चार्ज वो ஒய்லட் அண்ட் பிங்க் மிக்ஸ்டு ஒன்றுங்க ஒயலட் பேஸ்டாக இருக்கும் எயிட் ஒன் எயிட்டிங்க சாரீ கோட் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ வந்துருதுங்க ரிட்டன் பாலி பொறுத்த வரைக்கும் சாரி எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா ரிட்டன் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்க டேமேஜஸ் ஏதாவது தெரிய பார்த்துக்கலாம் தாராளமாக கஸ்டர் கேர் நம்பர் பண்ணி கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கஸ்டமர் கேர் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோங்க इत सीडियम ग्रीन एयट वन नयन सारी को सारीएपनी पुलें अदिंग प्सिजर् वाट्स, वाट्स नंबर नईन जीरो फोर थ्री एयटो नई फैस सिक्स टू डिस्क्रिप्शन पाक्स रेट पड़ी अब वाट्सअप ग्रूप लिंकों बुक नीटेलसम कस्टमर केर नंबर डीटेलसुमे अवेलबल् எயிட் டூ ஜீரோ இந்த வீடியோவில் பார்க்குற லாஸ்ட் சாரி சிங்கிள் கலரில் டர்னிங் பேட்டன் வந்து வெரி வெரி லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கிறனால இருக்கிற சாரீஸ் வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ணிட்டோம் செவன் தௌசண்ட் ருபீஸ் ஈச் அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க எயிட் டுவெண்ட்டி ஸேரீ கோடுங்க மெஜெந்தா ஃபுல் சாரி ஒரே கலர் செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட் இருக்குது ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறையா ஆப்ஷன்ஸ் தரும் பர்ச்சேஸ் பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்தாலும் ட்ராக்கிங் ரிலேட்டடாக இந்த டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கஸ்டமர் கேர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் ஒவ்வொரு சாரி கூடையும் இந்த மாதிரி சில்க் மார்க் லேபிள் அட்டேச் பண்ணித்தரும் ஏன்னா இது என்ன பியூர்ஸ் இருக்குங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்